ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுட்ட டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அண்ணம் டிசைனில் இருக்கக்கூடிய சாஃப்சல் சாரீங்க எஸ்பெஷலி ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடலில் இருக்கக்கூடிய சாரீஸுங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற சாரியுடைய நம்பர் 319 ஒன் நைன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனுங்க சாரியுடைய நம்பர் பாடி ஆஃப் ஸாரீ பீச் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பலுவன் ப்ளவுஸ் க்ரே கலருங்க ஃபுல்லாகவே சில்வர் சரி ஒர்க் பண்ணதுங்க இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சில்க் சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைடு இந்த சாரியுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்லி ஐயாயிரத்தி இந்த சாரி கிடைக்குங்க இந்த மாதிரி Half and Half ஆஃபில் மாடலில் இந்த சாரீஸ் இருக்கு சாரீ நம்பர் 320 இது வந்து எல்லோ வித் கிரே காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீங்க பாடிலேயுமே எல்லோ அண்டு கிரே இதில் லைட் கிரே லைட் yellow, dark எல்லோ டார்க் க்ரே இந்த மாதிரி கலர்ஸ் வந்து வேரி ஆகும் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் வந்து lemon எல்லோங்க ஸோ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக கலர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இது கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும் யூனிக்காகவும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க ஃபுல்லாகவே சில்வர் ஜரி ஒர்க் பண்ண சாரீஸுங்க ஃபைவ் தௌசண்ட் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லோ இதுவுமே வந்து கொஞ்சம் க்ரே கலரில் தாங்க இருக்கும் இது எப்படின்னா சிமெண்ட் கிரே கலரில் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா கிரேக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க எல்லோ கலர் சேம் தான் பட் அந்த கிரே கலர்னு சொன்ன இல்லைங்களா அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் முந்தானையில் காப்பர் ஜரி ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க புட்டாஸ் ஃபுல்லாக சில்வர் ஜரி தான் பட் முந்தானையில் மட்டும் காப்பர் சரி ஒர்க்கும் ஆட் ஆகுங்க இங்கே இந்த சாரியுடைய நம்பர் த்ரீ டுவெண்ட்டி ஒன் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிள்ங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிள் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை சாரீ புக் பண்ணும்போது நீங்கள் பே பண்ணால் மட்டுமே எங்களால் கேஷ் ஆன் டெலிவரியில் ஸாரீ புக் பண்ண முடியுங்க தென் சாரீ நாங்கள் பார்சல் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு பார்சல் வரும்போது சாரியுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பலூன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரேஞ்ச் பாடியில் வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குங்க ராயல் ப்ளூ அதிலேயே லைட் dark அப்படி வரும் இன்னொன்று ப்ளூ வந்து கொஞ்சம் ஒரு ராமர் க்ரீன் அந்த ஒரு ஷேடில் வரக்கூடியதுங்க இந்த சாரியுடைய நம்பர் 322 ட்வெண்ட்டி டூ நெக்ஸ்ட் ஸேரீ நம்பர் த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ கண்டினியூஸ் தாங்க சேரீஸ் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம் இது வந்து கிரீன் அண்டு கிரே பாடியில் க்ரீன் அண்ட் கிரேவில் வரும் பளு அண்ட் ப்ளவுஸ் க்ரே கலருங்க எல்லா சாரீஸ்லையுமே ச ப்ளவுஸ் வந்து பிளைன் தாங்க கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக தாங்க புக்கிங் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணலாம் சாரியுடைய பிக்சர் அனுப்புங்க இல்லைன்னா சாரியுடைய நம்பர் சொல்லி புக் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது கேட்டுருந்தால் கண்டிப்பாக சாரீ நம்பர் 3.24 டுவெண்ட்டி ஃபோர் உங்களால் புக் பண்ண முடியல அப்படின்னா வரி பண்ணிக்க வேண்டாங்க நாங்கள் டெய்லியுமே வந்து அப்டேட்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்போம் இப்போ இதே டிசைன்ஸில் கூட இன்னும் டூ வீக்ஸ் கழிச்சோ இல்லை 1 வீக் கழிச்சோ ஸாரீஸ் தரியிலருந்து வந்ததுன்னா உடனே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ நீங்கள் எங்கள் வீடியோஸையும் வாட்ஸ்அப் குரூப் அப்டேட்டையும் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரைஸில் கண்டிப்பாக வரும் அப்போ எங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறதும் க்ரீன் அண்ட் க்ரே இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏதாங்க அந்த எல்லோ அண்டு க்ரே காம்பினேஷனில் எப்படி ரெண்டு விதமாக இருந்ததோ அதே மாதிரி இதுலேயுமே க்ரீன் அண்டு கிரேயில் ரெண்டு விதமாக காம்பினேஷன் இருக்குதுங்க இதுவுமே ஃபுல்லாக சில்வர் சரீ ஒர்க்கு தான் நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டே உங்களுக்கு ஜஸ்ட் அப்படி டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மெய்டுங்க கைத்தறியில் நான் ஷோ பண்ணால் ப்யூர் சில்க் சாரி ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் இந்த சில்க் மார்க் பேகு வந்துருங்க இப்போ நான் மேலே ஷோ பண்ணுறேன் இது பாருங்கள் இதில் சில கலர்ஸ் வந்து டூ பீசஸ் கூட அவைலபிளாக இருக்குதுங்க எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் WhatsApp மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் FREE ருபீஸ்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் THANK YOU, THANK YOU FOR WATCHING